வணக்கம் வி வர்ணா ஃப்ரம் சிறுமுகை கோயமுத்தூர் மாவட்டத்திலிருந்துங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது எல்லாமே கான்ட்ரஸ்ட் பேட்டர்னில் இருக்கக்கூடிய சாஃப்ட் சில்க் சாரீஸ் கலெக்ஷன்ஸ் தாங்க இதெல்லாமே ஹேண்ட்லூம் மேடுங்க பியூர் சாஃப்ட் சில்க் சாரீஸ் கமிங் வீட் செல்க் மார்க் சர்டிஃபிஃபைட் ஒர்க் ஒன் ஃபிஃப்ட் ரெண்டு பசுமே பியூர் சில்க் வச்சு மேக் பண்ணுறதுனால ஒவ்வொரு சாரீ கூடையும் கண்டிப்பாக செல் மார்க் லேபிள் அட்டாச் பண்ணி தருவோங்க ஃபர்ஸ்ட் சாரியோட கலர் பல்லுவன் ப்ளவுஸ் நேவி ப்ளூலையும் பாடி ஆஃப் தி சாரீ டார்க் ப்ளூ ஷேட்லேயும் இருக்குதுங்க 1251 டூ ஃபைவ் ஒன்றுங்க பீக்அட் ப்ளூலேயும் டார்க் டூ ஷேடுங்க பிளைன் ப்ளவுஸ் டாப் அண்ட் பாட்டம்லேயுமே கான்ட்ராஸ்ட் பேட்டர்ன் அதாவது பல்லு என்ன கலர் வருதோ சேம் அதே கலரில் பாடி போர்ஷன் ஃபுல்லாகவே டாப் அண்ட் பாட்டமில் கான்ட்ராஸ்ட் வர மாதிரி மேக் பண்ணியிருக்கீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டன் டெஸ்ட் சாரி வரும் இந்த சாரீஸில் யூஸ் பண்ணுற சாரி டெஸ்ட் சரீங்க ஹாஃப் ஐன் சாரீ நெக்ஸ்ட் சாரீ பாடி போர்ஷன் ப்ளூ அண்ட் ஒயலட் மிக்ஸ்டு டோன் இன்ட்வியல் டோன் பல்லுவன் ப்ளவுஸ் அண்ட் டாப் அண்ட் பாட்டமில் வர கான்ட்ராக்ட் பேட்டர்ன் வந்து பிங்க் கலரில் வருதுங்க ஒன் டூ ஃபைவ் இந்த சாரீஸ்னுடைய லென்த்து சிக்ஸ் பாயிண்ட் மீட்டருங்க வித்து பார்த்துட்டிங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் அப்போ வரும் வெயிட் ஃபைவ் ஃபிஃப்டி கிராம்ஸுங்க லைட் வெயிட் சாரீஸ் தான் ப்யூர் சில்க் சாரீஸுங்க ஒன் டூ ஃபைவ் த்ரீ பாடி அது சாரீ பர்பிள் கலருங்க பல்வேன் ப்ளவுஸ் நேவி இந்த வீடியோவில் ஷோ பண்ணுற சாரீஸ் பிரைஸ் செக்மெண்ட் சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் 6500 வாங்கலே சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு அளவு இண்டிய ஷிப்பிங் ஃப்ரீ கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் அவைலபிள் இன்டர்நேனல் ஷிப்மெண்ட்டு இருக்குங்க ஒன் டூ ஃபைவ் த்ரீ சாரீ கொடுங்க யூனிக் பீசஸ் மட்டுமே அவைலபிள் ஹேண்ட்லூம் மேட் அப்படிங்குறதுனால யூனிக் பீசஸ் மட்டுமே அவைலபிள்ங்க வேணுங்கிறவங்க ஆன்டைமில் வாட்ஸ்அப் மூலமாக பண்ணிக்கோங்க அதே மாதிரி டைரெக்ட்லேயும் வந்து சேம் சாரி கேட்க வேண்டாங்க ஆன்லைனில் போஸ்ட் பண்ணுறது ஆன்லைனில் மட்டுமே வாங்குகிற ட்ரை பண்ணுங்கள் புக்கிங் வந்து வாட்ஸ்அப் மூலமாக மட்டுமே எடுக்கிறோம் ஆன் கால்லேயோ கஸ்டமர் கேர் நம்பரில் கால் பண்ணியோ நீங்கள் புக்கிங் பண்ண முடியாது புக்கிங் பண்ணணும் அப்படின்னா இந்த சாரி உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா ஒன் டூ ஃபைவ் ஃபோர் புக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ண வேண்டிய நம்பர் நைன் இந்த டீட்டெயில்ஸ் தவிர்த்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கஸ்டமர் கேர் நம்பர் இருக்குதுங்க ரீசேலர் இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணணும் ஹோல்சேலர் வேணுங்கிறவங்க இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணணுங்கிற டீட்டெயில்ஸும் தெளிவாக கொடுத்துருக்கோங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளோட அட்ரஸும் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம் டைரெக்ட் விசிட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் சண்டேஸ்லேயும் ஷாப் அவைலபிள் இருக்குதுங்க மார்னிங் டென் டூ ஈவினிங் சிக்ஸ் வரைக்கும் சண்டேஸில் வந்து ஷாப் ரன் பண்ணுறோம் வேணுங்கிறவங்க டைரெக்டாக கூட வந்து பார்த்து வாங்கலாம் ஆன்லைனில் போஸ்ட் பண்ணுற சாரீஸ் கண்டிப்பாக கிடைக்காதுங்க சாஃப்ட்வேர் சாரீஸ் வெரைட்டிஸில் ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இருக்குதுங்க இந்த சாரி பொறுத்த வரைக்கும் பாடி போர்ஷன் அண்ட் பல்லு மெஹந்தி கோன் க்ரீன் ஷேடில் வருதுங்க டாப் அண்ட் பாட்டமில் வர கான்ட்ராக்ட் பேட்டர்னும் ப்ளவுஸ் மட்டும் காஃபி ப்ரௌனில் இருக்குங்க ஒன் இதுக்கு முன்னாடி பார்த்தது இப்போ பார்க்குறது ஒன் டூ ஃபுல் ஸாரீ ஒரே கலர் காஃபி ப்ரௌனில் சில்வர் ஜரி வச்சு மேக் பண்ணியிருக்குங்க அது மட்டும் இல்லாமல் டாப் அண்ட் பாட்டமில் கோல்டன் டஸ்ட் சரியில் பார்ட்ரு சின்னதாக கொடுத்துருக்கோம் சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஒன்லி எல்லாமே ப்ரீமியம் குவாலிட்டி ஸாரீஸ்ங்க ப்ரீபேமெண்ட் மோட்ஸ் பார்த்துட்டிங்கன்னா அக்கௌண்ட் பே ஃபோன்பே கூகுள் பேடிஎம் இந்த மாதிரி எந்த ஆப்ஷனு வேணும் யூஸ் பண்ணி பே பண்ணலாங்க இந்த saree pallu and blouse royal blue color linen body of this saree red color linen இருக்குங்க 1257 saree code full and full golden textured zari work purchase பண்றதுல डाउट्स இருக்குனா கஸ்டமர் கேர் நம்பருக்கு morning 10 to evening 6 கொள்ள நீங்க கால் பண்ணி கூட பேசலாம்ங்க ட்ராக்கிங் ரிலேட்டடாக டவுட் இருந்தாலும் கஸ்டமர் கேர் நம்பர்லேயே நீங்கள் பேசலாம் சண்டேஸ் அண்ட் கவர்மெண்ட் ஹால்டேஸில் மட்டும் கஸ்டமர் கேர் நம்பர்ல நீங்கள் பேச முடியாதுங்க நெக்ஸ்ட் சாரி ஒன் டூ ஃபைவ் எயிட்டுங்க பாடி ஆஃப் தி ஸேரீ ரெட் கலர் பலூன் ப்ளவுஸ் நேவி ப்ளூ எல்லா சாரிக்குமே பிளைன் ப்ளவுஸ் தான் வருதுங்க நெக்ஸ்ட் சாரீ சாரி வருதுங்க பலூன் பிளஸ் பர்பிள் கலர் டாப் அண்ட் பாட்டம்ல வர கான்ட்ரஸ்ட் பேட்டர் பர்பிள் ஷேட்ல வருதுங்க கேஷ் ஆன் டெலிவரியும் ஆப்ஷனும் அவைலபிள் இருக்குது கேஷ் ஆன் டெலிவரி பொறுத்த வரைக்கும் டூ ஹண்ட்ரட் ரூபீஸ் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வருதுங்க டூ ஹண்ட்ரட் ரூபீஸ் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் நீங்கள் சாரீ புக் பண்ணும்போதே பே பண்ணுங்கள் ஒன் டூ சிக்ஸ் ஜீரோ சாரீ கோட் இது வந்து ப்ளூ அண்ட் ப்ளூ காம்பினேஷன் தான் பல்வன் ப்ளவுஸ் ராயிங் ப்ளூ பாடி போர்ஷனில் லைட் ப்ளூ ஷேட் வருதுங்க एक साड़ी 1261 पल्लू ऑन ब्लाउज मरून कलर में डार्क मरून शेड बाणिया अपनी साड़ी डार्क इंक ब्लू टोन में 1261 साड़ी कोड इदि எல்லாமே ಪ्युअर ಸಿಲ್ಕ್ ಅಬೆಂಗರನಾಲ ಓವರ್ ಸಾರಿ ಕುಡಯಂ ಖಂಡಿಪಾ ಸಿಲ್ಕ್ ಮಾರ್ಕ್ ಲೇಬಲ್ ಅಟ್ಯಾಚ್ ಮಾಡಿ ತರುಂ வேணுங்கிறவங்க பிடிச்சிருந்துச்சுன்னா வாட்ஸ்அப் மூலமாக புக் பண்ணி வாங்கிக்கோங்க தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்